டையவும் பிள்ளைகளுடைய கல்யாண வளர்ச்சிக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்கள் நடைபெறவும் குழந்தை மாக்கியத்திற்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் செல்வ செல்வ குடும்பத்துக்கு அழைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் வளர்ச்சிக்காக பிரதி அருளப்பன் தொழில் நியோகித்ததற்காக நன்றியாக குடும்பத்தில் மறித்த விசந்தியுள்ள அந்தோடி ஞாகமா இவருடைய ஆண்மழை பாத்திக்காகவும் யாக நிலையான ஆன்மாக்களுக்காகவும் தெரிவிக்கிறார்கள் மணி <SILENCIO> என்ல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 Hey, you take my money. Come on, let me. God, I'm going to. Can you allow me to bring it to you? It's very good. ஆய் என்னது புரியலமா போகலாம் ஆமா புரியல இங்க இந்த பார்வஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கு ஆ வெள்ளுனதுக்கு புரியலமா புரியுமா எல்ல டான்ஸ் ஆனா இந்த பெரிய பாதர் கைல தூக்கறடா சாய்லட்டிங் பண்றதே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 ிருந்து நினைவாக்கப்படுகின்றனர் நாளைய தினம் அடை எனவே மனிதனும் இறைவனும் ஒன்றோடு ஒன்று மனிதர்களுக்குள் இருக்கின்ற இறை தன்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது தங்களுக்கு என்ன ஆசிர்வாதப்படுதலையும் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கிற இறைமை இந்த திருப்பில் எதற்கு உதவி ள்ந்தித்தால் விழாவை ஒரு மாத காலமாக தேவமாதாவை வணக்க மாதம் என்று மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடி மாதத்தில் இருக்கிறோம் நிறைவாக ஆசிரியம் திறந்து வைத்து செல்லிப்போம் குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைகளை நாட்களில் நமது குடும்பங்களில் இருக்கிற கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி போக சமாதான குறைவுகள் ஓடி போக நோய் மொழிகள் எல்லாம் போக நமது வாழ்விலே அமைதியும் மகிழ்ச்சியும் முடிவுள்ள அதற்கு தயாராக இருக்கிறார் மகளே மகளே பாகத்தை விடு ஒரு விடு துயரத்தை விடு இதோ ஒரு கலந்து நான் தூய் ஆவையை தருகிறேன் ஒளி ஏற்றுகிறேன் தெ <Sessi> உள்ள அதன்படி நடப்பாடு நிறைந்த ஒரு உள்ளத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக குறிப்பாக சொல்லுகிறார் குடும்பங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஒருவரை குழந்தைகளை திருவிழா இந்த ஆசிரியை எல்லாம் தருமா என்றால் நிச்சயம் அன்னை மரியாடு தூய ஆமை சிறப்பான முறையில் இந்த தூய ஆமை ஒருவருக்கு ஒருவராக வந்திருக்கிறார் புனிதாரின் அங்கு பிள்ளைகளே மாதம் அதை மாதம் வடக்க மாதத்தின் நிறைவு பாரம்பரியமாக கோவில் ஆண்டபூர் புனித சுவேரியார் ஆலயத்தில் வடக்க மாதத்தினுடைய நிறைவு பெருவிழாவை நாம் கொண்டாடுவது தொடக்கம் எனவே அந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்கு வழங்கி அச்சித்து இந்த விழாவை சிறப்பு நடத்த வருகை நம்முடைய சேர்ந்தவர் பங்கினுடைய முன்னாள் தந்தை நம் உறவினர் அன்பு தந்தை அவர்கள் தற்போது நம் அருகில் இருக்கிற சுரண்டை அந்தோடைய திருத்தலத்தினுடைய திருத்த அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் முதல் முறையாக சுரண்டை பங்கிருக்கு நம்முடைய ஊருக்கு வருகை எனவே அந்த தந்தை அண்ணன் ஜோசப்ராஜ் அவர்களை கரங்கள் தட்டி வருக வருகிறேன் என நம்ம ஊருக்கு இன்றைய நாளில் அந்த நம் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் செய்ய அனைத்து நன்றிகளுக்கு நன்றியான் இந்த திருமதியை கொடுத்து ஜெபீபோ வாசிக்கப்பட்ட திருப்பதி கருத்துக்களோடு செல்வம் செல்வம் கொடுவதற்கு இரவு சேர்ந்த நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் கல்விக்காகவும் குடும்பத்தில் மறைத்த புதுமையர்களுடைய இவர்களோடு நாமும் நமது குடும்பங்களை கொடுத்து ஜெமிப்போம் இந்த திருவிழா திருப்பறையை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க தடையான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவினங்களை நினைத்து வன்புறுத்துவோம் வந்திக்கு எல்லாம் பல இறைவுகள் இழந்தோம் நம்மை இறங்கப்போது நம் பாவங்களில் இருந்து விடுவித்து அவை நிலக்கி பார்த்து கடைந்து சொல்வாராக உத்தி பெருமைப்படுத்த ஒன்பது முதல் பதினைந்து அதைத் தொடர்ந்து இருவது முடியாது ஆண்டவரிகளின் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது நான் ஆணையிட்டு இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ தந்த அப்படியை இறந்து கொடுத்தான் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராக கடவுள் நீ ஏன் இவ்வாறு பெண்ணை கேட்க ால் உன்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் மகள்ரிச்சிற்கும் அவள் விட்டு காயப்படுத்துவான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் இது ஆண்டவரின் எழுதிய அட்சியத்தின் பி ஓவந்து முப்பத்தி ஒன்பது தொடங்கி நாற்பத்தி ஐந்து புறப்பட்டு யூதைய மலைநாட்டில் ஒரு நூருக்கு விரைந்து சென்றார் அவர் செங்கரியாவின் வீட்டை அடைந்து எரிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எரிசபத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியான துள்ளிற்று எலிசபத் தூயும் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் நான் யார் உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பெயரும் வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்ன நிறைவேறும் என்று நம்பு எனவர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஒரு அழகான காகிதம் நெருப்பை சந்திக்கிறது காகிதம் ஒரு பேனாவை சந்திக்கிறது என்று சொன்னால் அழகிய கவிதைகளை உள்வாங்கி பல வேலைகளிலே பாராட்டப்பட்டுவிடுகிறது ஒரு கல் பாறை இருக்கிறது அந்த ஒரு மொழியை சந்திக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஏன் இறை வடிவம் கொண்ட சிற்பமாக்கியது என்று சொன்னால் அது ஒரு கோவிலில் கூட வந்து உட்காருகிறது எல்லோரும் தொட்டு அடங்குகிறார்கள் அதை பார்வையானது ஒரு வெடி மருந்தை சந்திக்கிறது என்று சொன்னால் உடைந்து விடுகிறது ஒன்று வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார் அடுத்தது அன்புதலைத்த குழந்தைகளே அன்னை மரியா எலிசபத்தை சந்தித்தாள் என்கின்ற விழாவை ஒரு வாரமாக கொண்டாடுவதற்கு தாய் துணிச்சுவையானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த பாட்டிருக்கா வயதான காலங்கள் இருக்காட எண்பது வயசு இருக்காது பாட்டி தர்கம் வைத்து ஒரு குழந்தைய வயிற்று சொல்லிட்டு ஊருக்குள்ள போதும்னு பாருங்க எண்பது வயசு தற்கமா இருக்குது பத்து ஆளுக்க முத முதல்ல என்ன சொல்லுவாங்க இந்த அப்பா என்ன பிரச்சனையை சந்திக்க போகுதுன்னு சொல்லுவாங்க என்ன பிரச்சனையை சந்திக்கும் போகுது இந்த கழிவு எத்தனை வருஷத்துக்கு வரணும் எப்போது வயசு ஆயிடுச்சு எத்தனை வருஷத்துல அதிகமாக இருக்கணும் ஏன் பிள்ளையை பத்து போட்டு சென்று போயிருவா யாரும் வளரணும் நான் தான் வளர்த்தோம் எனக்கு தேவையா எனக்கு இது வேணுமா குழந்தைகளே எழுதுன அது எப்படி சாப்பிட்டு தியானிக்கும் போது திருமண பத்தி விளக்கம் எங்கிருந்து இருக்கணும் பய இருக்க முடியும் ஒட்டக வயிராடை அழிந்தவராக காட்டு தேனை வெட்டு கிளியில் வாழ்ந்தவராக புதுசா சொந்த அந்த குழந்தை வைத்திருந்த பொழுது கூட்டம் இருக்கின்ற கூட்டம் வைரத்திலே ஒரு பெப்படி குழந்தையை கருத்தரித்து விட்டால் இவரால் வயிற்றுக்குள்ார்த்தை வாழ்க்கையே உங்களை சொல்லுவார்கள் இத்தனை லட்சம் கடன் அடைச்சிட்டு நீ செத்துருவியோ கடைசி வரைக்கும் அடைச்சு வீடு என்னத்தான் வாழ்க்கை கட்டுறதுதான் வீட்டுக்கு போடுங்க முன்னாடி இல்லாமல் பின்னாடி பேசுவோம் முன்னாடி பின்னாடி பேசுறது நம்ம காலத்துக்கு வருவாங்களா பிள்ளைக்கு கல்யாண வயசுக்கு ஒரு தள்ளி போகுது வெட்டி கொடுக்கதான் போறோம் வேற கல்யாணம் முடியாமல் இந்த மாட்டா தேவையா அதெல்லாம் பாருது இல்லை பாரு மனசாட்சி பேசுவார்கள் தேவையா படிக்க வைக்கோம் பாருங்க இந்த காலகட்டத்திலும் இருக்குழு தெரிந்து முக்கியமான தேவத முக்கியமான போய் சந்தித்தது நல்ல ஒரு தனக்காகவாத்திற்கு உதவி தேவையில்லை அவள் எண்பது வயது அவள் பலர்ந்து அண்டை ஆண்ட வார்த்த சொல்லா அன்னை ம பேச மாட்டா இது முமையான உலகில் இருந்து இந்த உறவை இணைக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் அதான் நான் சொன்ன முதல்ல இந்த விழா வந்து ஒரு மாத விழா சந்திப்பின் விழா சந்திப்பது தெரியுமா இப்ப ஒரு பையன் ஓடிதான் வந்து இதுலிபிகேட் அங்கே தரலையா அப்படின்னு நான் கேட்டேன் அவருக்கு சந்தோஷமா இருக்கணும் வருத்தமா இருக்கலாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கணும் ரொம்ப வருத்தமா இருக்கலாம் ரெண்டாவது football நடப்பறியான அந்த பந்து கையில தூக்கி போட்டா அதனால அத அப்படியே அடுத்த கேட்ல போச்சுங்க football கையில அடிப்பாங்கள கால்ல அடிப்பாங்கள கால்ல கால் தரவங்க يعني football ஊதியதிலே கை தீப்புற கால்ல அத வரட்டல அப்படியே அங்க நான் கேன சொல்லல அவர் இன்னும் தத்தவமாமா வந்தமாமா இந்த ஆளு போய் சொன்னது மாதிரி யாரு தீ இன்னும் குண்ட அடிக்கு அந்த ஆளு கொஞ்சமாசி வர வர football தீ करिएगा 24 7 கிட்ட குடுத்துறறான் தெரியல இவர்கிட்ட பாரு ஒரு நகை நடந்த இந்த பாரு அப்படின்னா பக்கம் என்ன சொல்ல தெரியுமா அப்படியா நல்லா இருக்க எப்படி இருந்த எந்த யாரை பார்த்து வேண்டாம் கலவர ஒரு பேசலாம் நீங்க நல்லா வந்து ரெண்டு பேசணா நீங்க மறுநாள் நாளைக்கு சூப்பரா இருக்குங்களா அப்படின்னு கேட்டு நினைக்கிறாங்க சந்திரம் பேசவா நீ பைபிளை ஏமாத்திறதுக்கு காரணம் என்னங்க? இந்த அர்த்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு சூசின்னு காரணம் தரலை. கூசில போறத தவிர வேற எதுக்குமே தேவலாஜியாதான். இங்க நீங்க போடுறீங்க எதுக்குวะ? ஒரு பாயை, அதுல போய் ஒரு பிரச்சன ஒரு கடன். இது இருக்குது. எங்க கிட்ட நடந்துச்சு. இப்டா அதுக்குள்ள நான் எசிட் இந்த பாயை 19 செட்டி செட்டி போறனா இது ஒரு சம்போல நடதா? ஆளுங்க யாரோங்க இருக்குதே. சும்மா எல்லிப்புனாலும் படுவா. いや, எப்பவும் ப்ரிபா. அப்படியே போய்ப் பார்க்கறோம். அப்படியேல புதுமையைக்கு எவ்வளவு அதிசயமா நடந்துட்ட மாதிரியோ இல்லையா அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லுவான்னு சொன்னாரா அற்புதத்தை <laughs> முடிய பத்திதான் போய் பார்க்கணும் எதுக்கு சத்தமா அப்போ கடவுளை பத்தி யாராலும் பேசுவாங்களோ அவங்கள வயிற்றில் இருக்கிற குழந்தை உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கின்ற வாழ்வு உங்கள் வீட்டில் ஆட்டமையின் ஆற்றல் தூய் ஆமையும் வல்லமை பொங்கிக் கொண்டே இருக்கும் இந்த சினிமா தரையை பேசுறது நாடகத்திலையை பேசுறது அல்லது பத்தி பேசுறது இல்ல இந்த வடக்கு தெரியுத்துல இடத்துல அஞ்சு கதை இந்த திருநெல்வேலியில பாத்தது கேரளாவில பாத்தது மெட்ராஸ்ல பார்த்துக்கு இப்படிதான் அமெரிக்காவில் நடந்தது நமக்கு தேவையா தேவையா தேவையில்லாம் கொஞ்சம் போல ஊர் கைதி தகவல் தெரிஞ்சது கேட்டா தோணும் கேள்வி கேங்க கைக்கு ஒரே ஒரு தலைவராக சாமி அந்த காவலியை பார்த்திருக்கேன் அதுக்கு பிறகு இந்த காவலையே பார்த்தது இல்லை அதாவது ஒரே ஒரு தடவைதான் சாமி நான் ஒரு பாட்டை கேட்பேன் திரும்ப அந்த பாட்டு வந்தா நான் கேட்க மாட்டேன் ஒரே ஒரு தடவைதான் சாமி இந்த யூடியூப்ல பேச ஒரு செய்தி வந்தா பாப்பேன் திரும்ப பாட்டை பாட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த காமெடி நல்லா இருக்கும் காமெடி இந்த காமெடி நல்லா இருக்கும் இந்த பாட்டு நல்லா இருக்கும் எதனாவது கேட்காம விசாரிச்சா அது எப்படி ஒரு கிடையாது அது வரும் அடுக்குமே வரும் நம்ம நேரத்தை திங்கா திங்க இல்லையா நம்மளோட உயிரோட கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா து ஒரு அற்புதமான முறையை பார்த்தோம் இரண்டாவது தாறு பதரை முதம்பாக இந்தல அழகா இருக்கு இந்த முதம்பரத்திலே ஆரம்பியறவை பாம்பு சந்தேகிறது பாம்புக்கு ஏமாள சந்தேகமா இருந்ததா இந்த வரத்திலே ஒரு பிரச்சனை கிரையது பாம்புங்க அப்படினா ஆரம்பிக்குது பாம்பு அப்படி எப்போ ஆரம்பிக்குது முத முதலா யோசிப்பார்கள் இத எல்லத வந்து இந்தல ஆரம்ப முடியுது ஆரம்ப உரிய முறை ஏமாளி பாம்பு எப்படி பஞ்சகமா தர சூச்சியாக இத சொல்லகிரேமா அவளோ பாவத்துல நுழைது இருக்கிற பத்தி பேசவே ஏன் தெரியுமா அந்த இன்ப வழக்கிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து வந்து ஒரே ஒரு மரத்தின் தனியை தான் சொன்னோம் இந்த பூமி நேரத்தில் எல்லாம் சொன்னோம் இந்த ஒரே ஒரு மரத்தை வேண்டாம சொல்ல முடியுமா முடியாது இதை தூரமா இருந்தாலும் உண்மையான மட்டும்தான் எனக்கு தேவை தெ ஒரு வீட்டுல இருக்கும்போதுதான் அடிக்கடி போக வந்தோம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன படம் ரொம்ப ரொம்ப சின்ன படம் வந்து நானும் ஒரு நாள் இந்த குழந்தையா சொல்லுவோம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு நாள் இந்த அப்பா இதுதான் இந்த சரியனுக்கு போடுறது என் பிள்ளைக்கு அருமையான முத்தையா இருக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் சரி என்ன என்ன நோய் அந்த பிள்ளை மாறி இல்ல அந்த பிள்ளை வேற சொல்லுது அப்படி சொல்லணுமா வீட்டு கிட்ட ஆரம்பிக்கிறான் மேல கெட்டடம் வந்தது அடிக்கிற காத்துக்குதான் அதை பார்த்து இதை பார்த்து ஒவ்வொரு சொன்னா இவனும் தப்போ இப்படி கட்டடா தப்போ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பிரயணம் முடிக்கும் போது பத்து லட்சம் யாருக்காக ஒரு வேற ஒன்றுமே கிடையாது இதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தோம் ஆயிரத்தி நினைக்கிறீங்க திருவிழா வரும்போது சொல்லுவா நான் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கேன் என்ன என்ன்தான் என்ன சாத்தா அந்த வார்த்தை கடைசி என்ன புரியுதா கண்டுத்தை இதுதான் சபைத்தான் என்பது ஒரு மாத காலம் இதே போது இருப்பவர்களுக்காக அல்ல இந்த மண்டலத்தில் இருப்பவர்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் பயணத்தை தொடங்கினீர்கள் என்றால் பயணம் நீங்கள் இலக்கை சென்று அடைய மாட்டீர்கள் நம்முடைய பயணத்திலே இதை உலகம் சாப்பிட சிந்திக்கின்ற இந்த உலகத்தின் பொருட்கள் தகவலே என் இதயத்தை வந்து நிரப்பும் என் இதயத்தை திறந்து வைக்கிறேன் உள்ளத்தை திறந்து வைக்கிறேன் தெய்வமே நீர் முக்கியமானது என்பதால் அந்த ஆட்டவரால் போல அடையவே என் வாழ்விலே என் மனைவியை என் கணவரை என் குழந்தையை என் பிள்ளையை என்னை சுற்றி இருக்கிற கொள்களை சுத்தக்ளை பாடுறே தூய யாக்கையால் தಾಪப்பட்டவர்களை அறிந்து அறிந்து உறவு கொள்ளுகிற அறிந்து அறிந்து தேடி தேடி சென்று உறவு கொள்ளுகிற நன்மையா பதிகளை நாங்கள் உருவாக்கி கொள்ற நல்ல நண்பர்களை நல்ல சுத்தக்ளை உருவாக்கி கொள்ற ஆசீர்வாரமாக இந்த தெய்வீக நேரத்தை தாங்க ஒரு கொஞ்ச நிபம் தங்களுக்கு பாரியதே கடன் உறவு வளருது பாடுறே குழந்தைகள் ஆற்றலை பற்றி ஜமிப்போம் உங்கள் குடும்பங்களிலே ஏதோ ஒவ்வொரு நாடும் குடும்ப ஜபப் செய்வதற்கு தேவையான அன்னதாக ஆசிரியக்காக ஜமிப்பு வேண்டாம் வெட்டி செய்கிறீங்க சொல்லித்தார்கள் மையங்க தம்பணிக்கு சொல்லித்தார மையங்க எனக்கு உறவு வேண்டாம் கையணிக்கு சொல்லித்தான் எனக்கு மணக்கவே வேண்டாம் ஆண்டவரே உண்மை பற்றி பேச உண்மை பற்றி சிந்திக்க உண்மை பற்றி நல்ல நண்பர்களோடு வைத்து நல்ல பசங்க நல்லா உங்க குழந்தைகளுக்காக உங்க குழந்தைகளுக்கு அந்த உங்க குடும்பத்திற்காக ஜமிக்கிற துன்பங்களும் சவாலான குறைவுகளும் ஓட்டி போக வேண்டும் உங்கள் உள்ளத்திற்காக உள்ளத்தில் இருக்கக்கூடாது சாப்பாடு இல்லாமல் ஏக்கம் இருக்கக்கூடாது இருக்கவே இல்லை எனக்கு இது இல்லை அது இல்லை என்கின்ற மன்னித்து எடுத்துக்கொள்கின்ற ஆசீர்வாதத்தின் தகவலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழுமையா ஒவ்வொரு தலையிலும் கை வைப்பதை உணர்ந்து வாங்ககத்தை ஒவ்வொருவர்களையும் வழி நடத்துகிறேன் துணித்து நான் உனக்கு உறவு நான் உங்களுக்கு நட்பு நான் உனக்கு சொந்தம் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்ற கடவுள் நான் உன்னை கடப்பிடித்து அழைத்து நடத்துகிறது கடவுள் அவர் தரத்தை விட்டுவிட விடுவதும் வாழச் செய்கிறார்கள் வழித்தால் ஆரிய அனைவரும் அன்னை மரியாதை கூட வழியாக இறைவா இரக்கம் நிறைந்த இறைவா என் நாட்டு தலைவர்கள் மற்றும் பிற நாட்டு தலைவர்கள் அனைவரையும் ஆசிர்மதியம் வழித்தன்னை உன் வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி வாழவும் மக்களை வழிநடத்தவும் தேவையான ஆள் தர வேண்டும் என்று வழியாக இறைவா உண்மை வரோம் அம்மாவிற்கு உதவ விரைவில் சென்றது போல நாங்களும் எங்களோடு இருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் அவர்களது தேவையில் உதவி புரியவும் துன்ப வேலையில் ஆர்தராக ஆர்தராக இருக்கவும் உலகில் உள்ள சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வளரும் ஒவ்வொரு நிலையிலும் உண்மை அறிந்து கொள்ளவும் அண்டை மரியாவை போலமாக தன்னை அர்ப்பணிக்கவும் தன் செயற்களை உண்மை பிரபலிக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் அன்புத்தேவா ஒவ்வொரு குடும்பங்களையும் உண்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பமும் சிறு குடும்பமாக வாழவும் சிறு வயது முதலே வடவு திருவிழாப்படி வளர்த்த பெற்ற இது அற்புதமாக நம்முடைய உடலில் பொருள் ஆமை எண்ணம் சிந்தனை உணர்வுகள் அந்த படைத்து விடுவோம் வாழ்வது நான் இல்ல என்னோட ஆட்டவர் வாழ்கிறார் சாத்தானுக்கு இடம் இல்லை அங்கே இருளுக்கு இடம் இல்லை ஒளியாக என்னை நிரப்பி இருக்கிறார் என்ற உடம்போடு அவை நாமே அன்றனுடைய பாதத்தில் ஆக கொடுத்தோம் அமைவோம் எங்களாண்டவர் இதயங்களின் மேலே எழுப்புங்கள் ஏதோ எலிசபெத்தம் சந்தித்த அந்த அற்புதத்தினுடைய வணக்க நாளை நான்குவை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் தகுதியின் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும் தூயாகி நிலவிட்டதாக தந்தையுடைய நிலைத்து நின்று நிலையானோர் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சாவியர்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் உயிரை தாழ்வையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து வாடுவதாவது Thank mm -hmm. you. ார் தூய் ஆகி முடியப்பட வேண்டாம் நிறுவனம் திறந்து எந்த விதமான மொழியும் எல்லாம் தெரியும் எனவே இந்த நேரத்திலே நாம் திரும்பினால் நமது வாழ் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு அதிசயம் இந்த நடுத்தை நடத்த முடியும் எனவே குருபத்தோடு சொல்லிப்போம் ஆகவே உங்களுடைய எங்கள் கூட இருக்கிற அனைத்து மக்களையும் புனிதப்படுத்த வைத்து வந்தவர்கள் இவ்வாறு உடலுக்கு அதை பெற்று அழைத்து கூறியதாவது இதில் இருந்து பெற்று உண்ணங்கள் கையளிக்கப்படும் இரவு பெருந்தை இறங்கிய கிணத்தை விடுத்து வீட்டு உணக்கம் என்று கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவன் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள் இது புதிய நிலையான உடற்படிக்கைக்குரிய என்றுக்கள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும் இதை வாங்கச் செய்யுங்கள் நம் பெண்களின் மறை கொரே ஆகவே நான் நேரே நாங்கள் கிறிஸ்துவின் அந்த இருப்பினையும் விரைவுக்கு வந்து மற்றவரே உலகிற்கும் பதவியிலக்கும் உங்கள் திரு அம்மையை நினைவு எங்கள் திருந்தி சாமி எல்லா திருநிலைநர் ஆகிய அனைவரோடும் அனைவரியாவின் படக்கமாக பெருவிழாவை கொண்டாடக் கூடி வந்திருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரை அன்பில் நிறைவுறச் செய்தும் தந்தையை உயிர்த்தலும் எதிர்நோக்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் நில தோன ஆன்மாக்களையும் யாரும் நினைவாத ஆன்மாக்களையும் ஒவ்வொரு திருவுக்கூடிய எங்கள் அனைவரும் மீது கரக்கமாயும் கடவுளில் தகித்தாயிரம் புனித வரை அவருடைய வழியாடு கற்பிக்கப்பட்டு இட எந்த மகிழ்ச்சி போ வலையரத்தை முதவியா நாளே பாதல இதயத்தோட ஒதுடுறகிரு யார் இருக்கட்டும் மெய் நடைலாரமாயிடுங்கோமாது நாளே நான் தேக்கி இருக்கிற பேங்குத்தற்காமோ மேல் பர 예수 그리스delen அருகீகாதது தற்றேட்டோ ஏய் ஹே ஆசிய் வைவமெயும் மாசிய்மேயே தேடுவதி ஆடுதரை 예수 그리스துமே அழைக்கிறேன் அதற்கமை என் வாழ்த்தாட்சி செய்கின்ற உங்களோடு என்றும் இருப்பதாக என்று சொன்ன அந்த மதிப்பந்தியும் அத்தகைய உலகம் இருந்து பறித்துக் கொள்ள முடியாத ஆண்டவர் நான் ஒருவர் அறிவித்துக் கொள்கிறேன் சபரி இவரவே உணவின் பாபங்களை போக்குவிட்டு தெய்வம் எது தெய்வத்தினுடைய மருந்து கழகம் பண்றது பெயர் பெற்றவர்கள் All right. <laughs> பண்ணி இயமாட்டு ஒடிங்கலை குதிமதி நகி மாட்டு பேய் மாலே பாய்தா Alaikum salaam Alaikum salaam Alaikum salaam Alaikum salaam Alaikum salaam Alaikum salaam அதிபராக பொறுப்பேற்ற நாளில் நான் தொலைபேசியில் என்றால் ஆவியாக நமக்கு செய்த அற்புதங்களை பற்றி அதிகம் பேச வேண்டும் என்றால் நாம் அப்படிப்பட்ட நபர்களோடு உறவை இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே சாத்தாரின் செயல்களில் அல்ல அற்புதங்களில்லாம் நம் குடும்பங்களில் வயிற்றில் போல நமது உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் எதையோடும் ஆனந்தமும் உள்ளும் என்கிற அற்புதமான மறைமுறை சிந்தனையை நமக்காக வழங்கியிருக்கிறார்கள் எனவே அந்த ஒரு தந்தை தந்தை ஜோசப்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு போவிராததோ இளைமக்கள் அனைவரையும் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் இந்த பொருளாட்டை பொறுத்தி நம்முடைய ஊரிலுடைய நன்றியையும் நாம் வாங்கிக் பல நேரங்களில் பல வழிகளில் உதவி செய்திருக்கிறார்கள் பெயர்களும் அவர்களும் கொடுத்த நன்முறைகளும் நம்முடைய வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் நான் ஒரு முறை முழுவதுமாக வாசுகிறேன் அடுத்த திருப்பதி ஒட்டுமொத்த செலவு கணக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் जेईप वांडीपुरेश्वरी को मारे गए कोनराज सवेरयम सलवरज बेरी सपरम जोड़ीपु धर्मर गडीयम वार्डयुर रवि मरिेश्वरम वाडागेडी जस्टीन धर्मयम सेरियर बिल्लकुरे तेविया आरसी ज्ञान सलवम गिरणते आरसी आरोग्यम फ्रांसिस कोबे आरसी कोईन बचाईत तळेवर जयपाल उडे आरसी कोबे फिल्टरस इंजिनियरिंग रवि कुर्वे आरसी जेम्स राज अग्रवाल चेन्नई कुर्वे आरसी வேளாங்கண்ணி செல்வம் ஆயிரம் இரண்டாயிரம் எஸ் பாகராஜ் ரூபாய் ஆயிரம் எல் ரோஹத் ரூபாய் ஐநூறு ஐநூறு செல்வப்பா ரூபாய் ரூபாய் நன்குடைய அதே வழியாக தரங்களை தங்கி வாழ்க்கை ஒருங்கிணைந்த பொறுப்பாளர்கள் இருவருக்கும் கரங்களை அனைத்து நிகழ்வுகளிலும் உடனிருந்த ஓர் தெய்வர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பாக பாடல் பாடிய பாடல் குழுவினருக்கும் உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை இருக்கிற முறையில் என்னுடைய புது படிக்காக முன்னேற்பாடுகளை செய்வதற்காக வரி போட்டிருக்கிறோம் இப்பொழுது போடப்பட்டிருக்கிற வரி மாத வடக்கு மாத மட்டும் அல்ல இந்த வணக்க மாத திருவிழாவிற்கான வரவு செலவுகள் அடுத்த திருப்பதியில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது வெளியிடப்படும் வரியை பொழுது போடப்பட்ட திருவிழாவோடு நாம் வரியை போட்டோம் அது அதிக சுமையாக இருக்கும் எனவே ஆலய கட்டுமான பணிக்கான நாம் முன்னதாகவே ஒரு சிறிய வரியை பொழுது பிறகு திருவிழாவிற்கான வரி போடப்படும் எனவே உங்களுடைய சந்தேகங்கள் விலங்குகள் தேவைப்பட்டால் பொறுப்பாளர்களிடம் சந்தித்து பேசிக் கொள்ளலாம் என்கிற முறை என்னிடமும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் எனவே அனைவருடைய அதே போல ஒரு ஆலயத்தின் ஒரு ஊரில் ஒரு பங்கின் வளர்ச்சி என்பது நாம் அனைவரும் இணைந்து செயல்படுகிற அந்த இணைந்த உறவை தான் எனவே முதலில் உறவு அதுதான் இப்பொழுது முடிந்தவுடன் அனைவருக்கும் அசன விருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக நாம் அசன விருந்து வந்து வைத்து அசன விருந்திற்கு கடத்தி செல்கிறோம் அது முடிகிற நிலையில் தொடர்ச்சியாக அப்படி நாம் தேர் பவனியை தொடங்குவோம் அதே போல அதே கொழுங்கோடும் அதே பக்தியோடும் நாம் இந்த தேர் பவனியிலும் கலந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் வெறும் ஆடம்பரங்களாக எவ்வளவு பணம் செலவழித்து நாம் ஒரு விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் குடும்பங்களையும் நாம் பகுதியாக எடுத்து வருகிறோம் எனவே தேவையற்ற ஆட்டங்கள் இவை அனைத்தும் இல்லாமல் பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பைக்கான முறைகளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் தான் கோவில் நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் அது குறிப்பாக பொறியாடுகள் எல்லா காரியங்களிலும் அற்புதங்களும் குறிப்பாக கடந்த நாடுகளிலே அங்கே நன்மைகள் நடந்து கொண்டதுக்கு தான் பெரிய அளவிலே வெளிப்படுத்தப்படங்க வெளிப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கு எல்லாருமே கேட்கற மாதிரி சொல்லணும் எடுத்து சொல்லணும் ஒரு கல்வையாழுது இடப்பக்கமும் நீங்கள் பார்க்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளின் தூதர்கள் பல பக்கத்தில் பார்த்தீர்கள் நீங்கள் பல நாட்களிலே தங்களுடைய வரைகளை அரசு கொண்டிருப்பீர்கள் தனி போதுமே அவர் சொல்லுவோம் பெரிய அளவிலே அவர்களது வரைமுறையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய சேனல் ஆச்சுன்னா வரும் எனவே திறனை வருகிற பொழுது அந்த எனக்கு ஒரு மிக நிறைந்த மகிழ்ச்சியாக இருந்தது பகுதி கொடுவதே ஆண்டவருடைய ஆண்டவருடையால் மிகப்பெரிய எழுப்பு அற்புதமாக சொன்னா இப்படி ஒரு திருவிழா பூச போடுறோமா என்று சொல்லி எனக்கு ஒரு யோசனை அதாவது இடங்களில் கண்டெல்லாம் பிரச்சனை ஆகி கொஞ்சம் நிறைவு நிறைய பேர் பேசுறீங்க போல ஒரு ஐந்து நாட்கள் எனக்கு கண்ணு மொத்தமே தெரியாம இருந்தது இருந்து துன்மாநாட்டிலிருந்து இருந்தோம் எனக்கு ஞ்ச அதற்கு காரணமே இதுதான் ஆண்டவன் வளர்க்கல அந்த வகையில் சந்தோஷப்படுவாங்க உடனே எனக்கு ஞாபகத்தில் என்றால் து அந்த நினைவுக்கு வந்தது இந்த நாளுக்காக வேண்டும் என்று கேட்டவர ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி நன்றிகளை அற்புதம் சுரண்ட திருத்தலம் ஆஹ் நீங்கள் அறிந்த ஆலயம் நீங்கள் வந்து வணங்கிய ஆண்டவருடைய பெற்றுக்கொண்ட ஆவையில் குறிப்பாக அதிலே பதிமூன்று நகராட்களுக்குள் பலன் பெறுகிற பதுவை யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவநாள் எல்லா செவ்வாய் கிழமையும் பதினெட்டு மணிக்கு திருமலியும் திருமலியும் மதியம் பதினெட்டு மணிக்கு திருமணிகளிலே தண்ணீரால் புலமளிக்கின்ற வழிபாடு நடைபெறுகிறது மாலை ஏழு மணிக்கு நடைபெறுகின்ற திருமணியிலே எண்ணெய் ஊசி நோயாளிகளுக்காக சிறப்பாக நடைமுறை இருக்கிறதுதான் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை எல்லா சவாயும் அங்கே நடந்து கொண்டிருந்ததுதான் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பம் வேண்டுதல் இருந்தால் அந்த விண்ணப்பத்தை முன்னிட்டு வேட்டுதலை முன்னிட்டு அந்த பதிமூன்று வாரமும் உங்களுடைய பெயர் சொல்லி உங்களுடைய வேட்டுதல் சொல்லி அந்த திருப்பலையிலே வைக்கப்படும் அந்த பதிமூன்றாவது வார இறுதியிலே நான்கு நான்கு பனிரெண்டு சரியான முறையிலே நமக்கு அவை வாரங்கள் என்பது இந்த இந்த கணக்கையை நீங்கள் உண்மையாக கலந்து கொள்ளலாம் பசு சுப்பாதான் போற மஞ்சதான் சாமலி எடுக்கணும் அதான வா அப்படின்னா முன்னாடியாவது பசுக்கு ஜெர்மலிக்கிணையும் பதிமூணு வாரம் அற்புதங்களுக்காக நன்றி விதமும் மன ஆறுவகே இதையே அன்னைியே இறைவா பொன்னப்பிக்கயார்களுக்கு பருவம் செய்தே உமை போதிப்புகளின் தூ மரியாவை பயின்த்தில் இருந்த இயேசுவை புனித யோவா மங்களிகோடு കണ്ട கொண்டததாலே என்றதுவாறுமறைய இயேசுவை உமது திருஅவை இவர் வரணயோலத்தின் பேற்பட்டவுடன் பட்டு கொள்வதாக என்றந்து வார்த்தை செய்து செய்கின்றவரே உயர்ந்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழங்கள் தொடரண்டும் உடனடியாக ரசன விழுந்து நடைபெறுகிறது முழுமையாக போல நடைபெறுகிறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி பத்து மணிக்கு ஞாயிற்றுப்பதி வழக்கம் நடைபெறும்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 Wa alaykumu s-salam Ya Rabbana aatina fi dunya hasanatan wa fi akhirati hasanatan wa qina adhaban nar